அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க டிவைன் எனர்ஜி ஹீலிங் தெரப்பில இருந்து பேசுறேங்க ஏனைக்கு நம்ம பார்க்க போறது குரு பயிற்சிக்கு உண்டான பலன்களை பத்தி தான் பாக்க போறோம் இந்த குரு பயிற்சி நவம்பர் மாதம் வரக்கூடிய குரு பயிற்சி வந்து பாத்தீங்கன்னா எந்தெந்த ராசிக்கு திருமணம் நடக்கும் அப்படின்றத இப்ப நம்ம பாக்கலாங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பாருங்க திருக்கணிதபடி பாத்தீங்கன்னா நவம்பர் மாதம் இருபதாம் தேதி தான் குரு பகவான் பயிற்சி அதாவது மகர வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் கும்ப வீட்டுக்கு வராரு வாக்கியப்படி பாத்தீங்கன்னா பதிமூணாம் தேதி நவம்பர் பதிமூணாம் தேதி தான் வந்து குரு பகவான் பயிற்சி இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் பாத்தீங்கன்னா சில பேர் வாக்கியப்படி ஃபாலோ பண்ணுவாங்க சில பேர் திருக்கணித படி ஃபாலோ பண்ணுவாங்க நான் திருக்கணிதப்படிதான் ஃபாலோ பண்றேன் அதனாலதான் அதை போக்கஸா வச்சு உங்களுக்கு நான் இது என்னன்னு சில பேருக்கு புரியல பதிமூணாம் தேதியா இருபதாம் தேதியான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கீங்க அதனாலதான் அந்த விளக்கம் குடுக்கறதுக்குதான் அந்த வாக்கியப்படி திருக்கணிதப்படி ரெண்டு விதமா பாத்துட்டு இருக்காங்க ஜாதகம் நான் திருக்கணிதப்படிதான் பாத்துட்டு இருக்கேன் ஆனா அதுக்குண்டான டேட்டு தான் உங்களுக்கு நான் இப்ப சொல்லிருக்கேன் இப்ப எந்த ராசிக்கு திருமணம் நடக்கும் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு திருமணம் நடக்கும் அப்படின்றத இப்ப நம்ம பாக்கலாங்க சிம்ம ராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா மகர வீட்டுல இருக்கக்கூடிய குரு பகவான் கும்ப வீட்டுக்கு வந்து டைரக்டா ஏழாம் பார்வையே சிம்ம வீட்டை பாக்குறாரு அப்ப அவங்களுக்கு கண்டிப்பா வந்து நிச்சயமா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு கண்டிப்பா அவங்களுக்கு திருமணம் நடக்கிறதுக்கான நூறு வாய்ப்பு இருக்கு அவங்களுடைய தசா புத்தி ஃபேவரபிளா இருந்தது அப்படின்னா சப்போர்ட்டா இருந்ததுன்னா கண்டிப்பா உடனே நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு இவ்வளோ நாள் பார்த்து பார்க்காம கொஞ்சம் விட்டுருப்பீங்க ஜாதகம் பாக்காத இல்ல இவ்வளவு நாள் நாங்க பாத்துட்டோம் ட்ரை பண்ணோம் எதுவுமே அமையல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருப்பீங்க அப்படி விடவேனா இப்ப இந்த மாதத்துல இருந்து நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா கண்டிப்பா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ பர்ஸ்ட்லயே வந்து உங்களுக்கு ஜனவரி டு பிப்ரவரிலயே உங்களுக்கு மேரேஜ் நடக்கிறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்கு அதே மாதிரி செகண்ட் மேரேஜ் இவங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க சிம்ம ராசிக்காரங்க வந்து செகண்ட் மேரேஜ்க்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா கன்ஃபார்ம்மா நடக்கும் ஏன்னா பதினோராம் இடத்த வந்து குரு பகவான் பாக்குறாரு ஐந்தாம் பார்வையா பதினோராம் இடம்ன்றது இரண்டாவது திருமணம் இரண்டாவது கணவரை குறிக்கும் கண்டிப்பா வந்து இந்த ஆண்டு வந்து அவங்க இரண்டாவது திருமணம் யாரும் செய்யங்களோ கண்டிப்பா இந்த ஆண்டு வந்து அவங்களுக்கு பேவரபிளா இருக்கும ராசிக்காரங்களுக்கு அவங்க தசா புத்தி வந்து கரெக்டா இருக்கா அப்படின்னு நீங்க ஒரு தடவை பாத்துக்கோங்க உங்க ஜாதகத்தை பாருங்க சப்போஸ் நீங்க எங்கிட்ட பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்கு கண்டிப்பா கால் பண்ணுங்க பாக்கலாம் சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு ரொம்ப பேவரபுளா இருக்கு நிச்சயம் திருமணம் நடக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா மேஷ ராசிக்காரங்க மேஷ ராசிக்காரங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மேஷ வீட்டுல இருந்து பாத்தீங்கன்னா ஏழாம் இடம் ஏழாம் இடத்த குரு பகவான் ஒன்பதாம் பார்வையை பாக்குறாரு அதனால கலத்திரஸ்தானத்தையே குரு பகவான் பாக்குறதுனால கண்டிப்பா இவங்களுக்கும் நூறு வந்து வாய்ப்புகள் இருக்கு மேஷ ராசிக்காரங்க கடந்த ஒரு ஒரு வருடமா வந்து நிறைய பிரச்சனைகள் ஆஹ் வந்து சண்டை சச்சரவுகள் அதே மாதிரி உடல் ரீதியான பாதிப்புகள் மன ரீதியான வந்து நிறைய பேர் வந்து மாட்டிருப்பீங்க மேஷ ராசிக்காரங்களுக்கு இப்ப நான் சொல்லிட்டு இருக்கேன் ஏன்னா பதினோராம் இடத்துல வந்து பத்தாம் இடத்துலதான் குரு பகவான் நீச்சமாயிருந்தாரு ஆஹ் இப்போ பதினோராம் இடத்துக்கு லாபஸ்தானத்துக்கு குரு பகவான் வரதுனால உங்களுக்கு நீங்க செய்யற தொழிலேயே நிறைய லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு மேஷராசிக்காரங்களுக்கு ஏழாம் இடம் களத்தரஸ்தானத்தையே பார்க்கறதுனால கண்டிப்பா வந்து திருமணம் நடக்கிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கு இருந்தாலும் உங்க ஜாதகத்தை நீங்க அனலைஸ் பண்ணி பார்த்துக்கோங்க உங்களுக்கு ஃபேவரபிளான தசா புத்தி இருக்கா என்ன அந்தரம் நடந்துட்டு இருக்கு அது ஒரு தடவை நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது மே ராசிக்காரங்களுக்கு இந்த டூ வந்து ரொம்ப பேவரபுளா இருக்குன்னே சொல்லலாங்க அதே மாதிரி இரண்டாவது திருமணம் நீங்க ட்ரை பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு பேவரபுளா இருக்கு ஏன்னா குரு பகவான் கரெக்டா பதினோராம் இடத்துல வந்து உக்காந்துர்றாரு பதினோராம் இடம் மூத்த சகோதர சகோதரி ஸ்தானம் அதே மாதிரி சிம்ம ராசிக்கும் நான் சொல்றேன் மேஷராசிக்கும் சொல்றேன் உங்களுக்கு அண்ணா அக்கா யாராவது இருந்தாங்கன்னா அவங்க மூலியமா உங்களுக்கு ஹெல்ப் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு அதே சமயம் செகண்ட் மேரேஜ் ஏதாவது ட்ரை பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக நடக்கும் ஃபர்ஸ்ட் மேரேஜ்க்கும் நான் சொல்கிறேன் ஃபேவரபுளாக இருக்குது அப்படின்ட்டு ஏன்னா ஏழாம் இடத்தை கண்டிப்பாக பார்க்குறாரு சிம்ம வீட்டை வந்து கரெக்டா குரு பகவான் ஏழாம் பார்வையை பார்க்குறாரு மேஷ ராசிக்காரங்களுக்கு மேஷ ராசியிலருந்து ஒரு ஏழாம் இடத்தை கலத்திரஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறதுனால இப்போ இந்த டைம் வந்து அவங்களுக்கு ஃபேவரபுளா இருக்குன்னே சொல்லலாம் அடுத்து மிதன ராசி மிதன ராசிக்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு ஒன்றரை வருடமாகவே ரொம்ப பிரச்சனைகள் வீட்டில் குடும்பத்துல வந்து சண்ட சச்சரவுகள் இது எல்லாமே ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருப்பீங்க எட்டாம் இடத்துல அஷ்டம சனி இருக்கிறதுனால விபரீதி ராஜயோகமும் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் உடல் ரீதியான பாதிப்புகள் மன ரீதியான பிரச்சனைகள் எல்லாமே சந்திச்சுட்டு தான் இருப்பீங்க இப்ப குரு பகவான் டேரெக்டா உங்களை வந்து ஐந்தாம் பார்வையை பார்க்க போறாரு கும்ப வீட்ல இருந்து ஐந்தாம் பார்வைய பாக்குறதுனால மிதனத்துக்கு இது நாள் வரைக்கும் நடக்கலையோ இனிமேல் உங்களுக்கு நடக்கும் ஃபேவரபுளான தசா புத்தி உங்களுக்கு இருந்தது அப்படின்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கு ஹண்ட்ரட் வந்து உங்களுக்கு ஃபேவரபுளாவே அமையும் மேரேஜும் உங்களுக்கு இந்த டைம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா செட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு ஏன்னா எட்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால சில பேர் வந்து டிலே ஆகும் இந்த டைம்ல வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க அஷ்டம சனி நடந்துட்டு இருக்கிறதுனால என்ன பிரச்சனைகள் வரும் குடும்பத்துல சண்டை சிறப்புகள் வரும் அப்படின்ட்டு அப்படி கிடையாது உங்களுடைய ஜாதகத்தை பிறப்பு பிறப்பு ஜாதகத்தை எடுத்து பாருங்க என்ன தசா புத்தி போயிட்டு இருக்கு அதுதான் ரொம்ப முக்கியம் உங்களுடைய லக்கணத்துக்கு அது ஃபேவரபிளான திசையா லக்னாதிபதி தசை நடந்துட்டு ஏழுக்குடி கடத்திரஸ்தானாதிபதி தசை நடக்குதா என்ன தசை நடந்துட்டு இருக்கு என்ன என்ன புத்தி நடந்துட்டு இருக்கு அதை மெயினா பாக்கணும் நீங்க அப்படி நீங்க ஜாதகம் கன்சல்ட் பண்றதா இருந்தீங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் என்னோட நம்பர் இருக்கு கண்டிப்பா கால் பண்ணி நீங்க பேசலாம் அந்த உங்களுடைய தசா புத்தி கரெக்டா இருக்கு உங்களுடைய ஃபேவரபுளான தசை நடக்குது அப்படின்னா கண்டிப்பா வந்து இது டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களுக்கு மேரேஜ் நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு மிதன ராசிக்காரங்க கவலைப்பட தேவை இல்ல இனி பயப்பட வேணாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபுளா இருக்கு குரு பகவான் டைரெக்டா ஐந்தாம் பார்வையை பாக்குறாரு அதனால நல்லா இருக்குன்னு சொல்லலாம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா துலாம் ராசிக்காரங்க துலாம் ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா துலாம் ராசிய ஒன்பதாம் பார்வையை குரு பகவான் பாக்குறதுனால அவங்களுக்கு திருமணம் இது நாள் வரைக்கும் நடக்காதவங்களுக்கு கண்டிப்பா திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நூறு இருக்கு இப்போ இது நாள் வரைக்கும் பாக்கல அப்படின்னா உங்களுக்கு என்னடா ரொம்ப டிலே ஆகிட்டே இருக்கே இவ்வளவு நாள் தள்ளி போயிடுச்சு இதுக்கு மேல பாத்து கூட என்ன ஆகுது அப்படின்னு நீங்க நினைப்பீங்க தயவு செஞ்சு அப்படி விட இந்த ரெண்டாயிரத்தி இருவத்தி ஆண்டு கண்டிப்பா முயற்சி பண்ணுங்க நிச்சயம் நடக்கும் இந்த வருடமே வந்து நீங்க ஸ்டெப் எடுக்க ஆரம்பிச்சிருங்க அப்பதான் டூ தௌசண்ட் உங்களுக்கு பிக்ஸ் ஆகும் அதே மாதிரி துலாம் ராசிக்காரங்க லக்னக்காரங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இரண்டாவது திருமணம் ஆஹ் இப்ப இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இதுவும் ஃபேவரபிளா முடியறதுக்கான சான்சஸ் இருக்கு ஏன்னா பதினோராம் இடத்தையும் பாக்குறாரு குரு பகவான் பதினோராம் இடத்த ஏழாம் பார்வைய பாக்குறதுனால கண்டிப்பா உங்களுக்கு இது சான்சஸ் நிறையவே இருக்கு இரண்டாவது திருமணம் நல்லபடியா நடக்கும் முயற்சி எடுங்க இப்ப வந்து ஸ்டெப் எடுத்தீங்கன்னா கரெக்டா இருக்கும் உங்க திசா புத்தியும் எப்படி இருக்கு என்னன்னு பாருங்க உங்களோட ஜாதகப்படி என்னென்ன தோஷங்கள் இருக்குன்னு பாருங்க இப்ப மெயினா வந்து பாத்தீங்கன்னா ராகுக்கு எது தோஷம் செவ்வா தோஷம் தான் மெயினா போகஸ் பண்ணி எல்லாரும் பாக்குறாங்க அப்படி கிடையாது எல்லா கிரகத்துக்கு உண்டான தோஷங்களும் இருக்கு சூரியன்னா சூரியனுக்கு உண்டான தோஷம் சுக்கர தோஷம் புதன் தோஷம் அது ஒவ்வொரு கிரகத்துக்கு உண்டான தோஷங்களும் இருக்கு நம்ம மெயினா போக்கஸ் பண்ணி பாக்குறது திருமணத்துக்கு ராகுக்கு எது செவ்வாய் இதுதான் மெயினா பாக்குறோம் தப்பு தப்புங்க அது ஆனா உங்களுக்கு ஃபேவரபுளா ராகுக்கேது உங்களுக்கு தோஷம் இருந்தாவே உங்களுக்கு அது யோகம்தான் யோகமான ஜாதக தான் மாறும் ஏன்னா நூத்துக்கு தொண்ணூறு உங்களுக்கு ராகு கேது எல்லாத்துக்குமே இருக்கு செவ்வாயும் அதே போலதான் ஆனால் நீங்க கவலைப்பட செவ்வாய் இருந்தாலும் மற்ற கிரகங்கள்லாம் எப்படி இருக்கு வலுவா இருக்கா உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்றத பாத்துட்டு தான் மேற்கொண்டு நம்ம மேரேஜை பத்தி பேச முடியும் எல்லாருமே ஜாதகம் பாக்குறவங்க அத்தனை பேர் இதை போக்கஸ் பண்ணிதான் பாப்பாங்க அப்படி கிடையாது மற்ற கிரகங்களும் எப்படி இருக்கு ஏற நம்மளை எப்படி இருக்கு லக்னாதிபதி உங்களுக்கு எப்படி இருக்காங்க ஸ்ட்ராங்கா இருக்காங்களா எப்படி இருக்காங்க அதெல்லாம் நம்ம பார்க்கணும் அதெல்லாம் பார்த்துதான் நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தனுசு ராசிக்காரங்களுக்கு தனுசு ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏழாம் இடத்த அதாவது கலத்திரஸ்தானத்தை ஏழாம் இடத்த வந்து குரு பகவான் ஐந்தாம் பார்வையை பாக்குறதுனால இது நாள் வரைக்கும் திருமணம் நடக்காதவங்களுக்கு கண்டிப்பா நூறு சதவீதம் திருமணம் நடக்கும் தனுசு ராசிக்காரங்களுக்கு பேவரபுளா இருக்கு ஏன்னா ஏழரை சனி நடக்குது எப்படி திருமணம் அப்படி கிடையாது பாத சனிதான் நடக்குது இப்போ முடிய போகுது அதாவது சனி பகவான் வந்து இன்னொரு இரண்டு வருடம் இருக்கு இது முடிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக இதை முடியக்கூடிய காலகட்டத்தில் தான் ஒரு நல்ல விஷயங்கள் செஞ்சுட்டு போகும் அதனால் இது நாள் வரைக்கும் முயற்சி பண்ணாதவங்க இந்த தனுசு ராசிக்காரங்க கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக கிளிக் ஆகும் ஏன்னா ஏழாம் பார்வையும் மிதனத்தை வந்து குரு பகவான் ஐந்தாம் பார்வையை பார்க்கறதுனால உங்களுக்கு ஃபேவரபிளாகவே இருக்குது தனுசு ராசிக்காரங்களுக்கு அதனால் கண்டிப்பாக வந்து இது மறக்க வேணாம் நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை எடுத்து தயவு செஞ்சு பாருங்கள் அனலைஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த இந்தாண்டு வந்து உங்களுக்கு கிளிக் கிளிக் ஆகும் டூ வந்து உங்களுக்கு ஃபேவரபிளாக முடியும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கும்பராசி கும்பராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா கடந்த ஒரு இரண்டரை வருடமா பாத்தீங்கன்னா இரண்டு வருடமா வந்து உங்களுக்கு விரயசனி விரயசனி நடந்துட்டு இருக்கு அதாவது ஒரு ஒரு வருட காலமாவே உங்களுக்கு வந்து குரு பகவான் நீச்சம் சனியும் சேர்ந்ததுனால சுப விரயங்கள்லாம் நீங்க பண்ணிப்பீங்க சில பேர் வந்து வீடு கட்டுறது இடம் வாங்குறது கார் பைக் வாங்குறது இது மாதிரிலாம் சுபவிரயங்கள் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை சுப விரைகள் இல்லாத போது ஹெல்த் இஷ்யூஸ் ஹெல்த் பாதிப்பு அந்த மாதிரி வந்து அது தேவையில்லாத விரயங்கள் ஏற்படும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்திருக்கும் இப்ப குரு பகவான் வந்து பன்னெண்டாம் இடத்துல இருந்து தன் வீட்டுக்கே கும்ப வீட்டுக்கே வர்றதுனால உங்களுக்கு பேவரபிளா இருக்குன்னே சொல்லலாங்க கும்ப வீட்டுக்கே வந்து குரு பகவான் வர்றதுனால உங்களுக்கு என்ன பேவரபுள் பாத்தீங்கன்னா கரெக்டா கும்ப வீட்டுல இருந்து ஏழாம் இடத்த கலத்திரஸ்தானத்தையும் பாத்துறாரு தன் வீட்லயும் வந்து உட்காந்துர்றாரு கும்ப வீட்டுல குரு பகவான் அதனால உங்களுக்கு ஹண்ட்ரட்ல டூ சான்ஸ் இருக்கு இந்த தடவை ஜாதத்தை எடுத்து அனலைஸ் பண்ணி பாருங்க என்ன தசா புத்தி நடந்துட்டு இருக்கு என்ன விஷயங்கள் உங்களுக்கு போயிட்டு இருக்குங்க ஜாதத்துல என்ன விதமான இருக்கு அதை நிவர்த்தி பண்ணிட்டு உடனே இந்த ஸ்டெப் எடுக்க ஆரம்பிங்க எடுத்தீங்கன்னா கண்டிப்பா கும்ப ராசிக்காரங்களுக்கு கிளிக் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு இந்த டூ தௌசண்ட் கண்டிப்பா திருமணம் நடக்கும் சரிங்களா எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு வந்து இரண்டாவது திருமணம் நடக்கும் அப்படின்றத உங்களுக்கு நான் இந்த இது வீடியோல சொல்லிருக்கேன் அதனால இந்த வீடியோவை முழுசா பாருங்க ஸ்கிப் பண்ணதை பாருங்க ஆனால் கும்ப ராசிக்கு இப்ப நான் கடைசியா சொல்றது என்னன்னா டெஃபனட்டா நடக்கும் நீங்க உங்களுடைய ஜாதத்தை அனலைஸ் பண்ணி பாருங்க உங்களுடைய ஜாதத்துல ஃபேவரபிளா இருந்தது அப்படின்னா கண்டிப்பா இந்த தடவை திருமணம் நிச்சயமா நடக்கும் கும்பராசிக்கு அதனால இத வந்து மிஸ் பண்ணிட்டு வேணாம் அதே மாதிரி மேஷ ராசிக்காரங்களுக்கும் அதே தான் நான் சொல்றேன் கண்டிப்பா வந்து உங்களுக்கு நிச்சயம் முடியும் மேஷத்துக்கும் சொல்றேன் சிம்ம ராசிக்கும் சொல்றேன் மிதனராசி துலாம் தனுசு கும்பம் இத்தனை ராசிக்குமே இந்த டூ தௌசண்ட் டுவெண்டி டூ வந்து ரொம்ப பேவரபுளா இருக்கு அதனால கண்டிப்பா கிளிக் ஆகிறதுக்கான தொடர்ந்து முயற்சி பண்ணுங்க உங்க ஜாதத்தை எடுத்து அனலைஸ் பண்ணி பாருங்க ராகு கேது செவ்வாய் மட்டும் தான் பாக்குறீங்க மத்த கிரகங்கள் என்ன என்ன இருக்கு ஏழாம் இடத்துல வேற என்ன இருக்கு சுபர்கள் பார்வை அசுபர்கள் பார்வை இருக்கா இடத்துல வேற என்ன கிரகங்கள் இருக்கு அதுக்குண்டான பரிகாரம் அதுக்குண்டான விஷயங்கள் பரிகாரம்னா நீங்க கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா கூட போதுமானது மற்றது சொ மற்றவங்க சொறாங்க அப்படின்ட்டு செலவு பண்ணிட்டு வர்றது பெரிய விஷயம் இல்லை கோயிலில் போயிட்டு இந்த கோயிலுக்கு போயிட்டு நீங்கள் கொஞ்ச நேரம் உட்காந்து தியானம் பண்ணிட்டு வந்தாவே உங்களுக்கு அது ஆக்டிவேட் ஆகிடும் அந்த கிரகங்கள் அதாவது நீங்க கண்டிப்பா அதை முயற்சி பண்ணுங்க சப்போஸ் நீங்க என்னை காண்டாக்ட் பண்றதா இருந்தால் கீழே என்னோட நம்பர் இருக்கு கண்டிப்பா கால் பண்ணுங்க அனலைஸ் பண்ணுங்க ட்ரை பண்ணுங்க இந்த டூ உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபிளா இருக்கு இதை மிஸ் பண்ணிடாதீங்க எந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற விஷயங்கள் தெரிந்து கொள்ள டிவின் எனர்ஜி ஹீலிங் தெரப்பி கண்டிப்பா பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்